மிக வழித்து அச்சந்தனை போக்கும் இச்சா சக்தி அவள் துர்கையளே வாழ்வழித்து கீர்த்தி மிக வழங்கும் அவள் துர்கையளே ஆசை தனை அழித்து அபயக்கரம் கொடுக்கும் ஞான சக்தி அவள் விளக்கினில் புகழ் மெச்சும் வாழ்வினை அளித்திடும் அம்பிகை துர்கையளே ராகு ின் ரோகம் நீக்கிடும் துர்கயலேயர் மகிழ்வுடன் பூஜைகள் செய்தால் மாங்கல்ய பலம் தரும் துர்கையளே கணிவுடன் திருவிளக்கேற்றிட கல்யாண வரம் தரும் துர்கய நவ மாதர் நடமிடும் நர்த்தகி நவராத்திரி நாயகி துர்கயளே